சாக்கின் ஒரு பாதிலே இலங்கை சுழங்கும் அக்காம் மகமூதிலே சாத்தி ஒரு பாதிலே இலங்கை சுழங்கும் அக்கா மகமூதிலே தந்திகள் கசிவிய அறிந்த dandihai tasbihandavamande turtaanulohenda ratidom வந்த நாயகமே தமியே ரசிது துணிக்கமே தாயகமாய் வந்த நாயகமே தமியே ரசித் துரிக்காராரமே தாளடி दाऊद करुणिनामे दाळडी दाऊद करुणिनामे सुनुतां लोहिं तेरिनं